பால்வழி அண்டம் மாதிரி இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி அண்டங்கள் இருக்குது தெரியுமா அங்கெல்லாம் இருந்து இந்த உலகத்தை பார்க்க உங்க கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா உலக அறிவை கடந்து மெய்ன்யான அறிவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே குருவே சரணம் வணக்கம் அண்ணா இன்றைக்கி வள்ளலாரோட பிறந்த நாள் சரி புத்தரும் சரி அகத்தியர் போகர் புளிப்பாணி கோரக்கர் யாருமே இறக்கவே இல்லை உங்கள் உருவத்தில் உங்கள் உடல் உ உருவத்தில் எல்லாருமே இருக்காங்க ஒளியாகவே இருக்காங்க உடம்பாகவே இருக்காங்க தான் எல்லாமே வள்ளலார் எல்லா அனைத்து சித்தர்களும் நீங்கள் தான் என்றைக்குமே சித்தர்கள் இறக்கவே இல்லை ஏதோ ஒரு மனித உடலில் இருந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்கை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு மகாவிஷ்ணுவில் இந்த உலகம் புள்ள பல மில்லியன் மகாவிஷ்ணுகள் உருவாகுவாங்க அது உங்களோட பிளஸ்ஸிங்கனால் அதே மாதிரி இந்தியாவில் மட்டுமில்ல அனைத்து நாடுகள்லேயுமே உங்களோட ரிசியர்கள் இருக்காங்க மகாவிஷ்ணுவாக உருவாகிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் சொல்லுவீங்க ஒரு விதையை போட்டோம்னா விருத்தமாகி ஒரு மிகப்பெரிய மரமாக உருவாகுன்னு அது கூடிய விரைவில் மிகப்பெரிய அளவில் வரும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய உச்சத்தோடும் அந்த உங்களோடய ப்ளஸிங் எனக்கு வேணும்னா உங்களோட பார்த்தலேருந்து உங்கள் வீடியோ பார்த்தலேருந்து தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் மாற்றம் வருதுனேன் ரெண்டரை கிடைக்காத பாட்டாக என் கைக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி வள்ளலார் பிறந்தது நான் வள்ளலாறுலாம் இறக்கவே இல்லைன்னா உங்கள் உருவத்தில் இருக்கார் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய அறிவு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்ன அறிவுன்னு ஏன் சொல்கிறாங்க சித்தர்கள் மகான்கள் இருக்குது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த தெளிவு வந்துருச்சுன்னாவே நம்ம எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனத்தில் செயல்பட்டுருக்கோன்றது தெரியும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிற வரைக்கும் ஓம் பொருள் ஏன் பொருள் ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி உங்கம்மா எங்கம்மா உனக்கு தேவை எனக்கு தேவை ஓம் காசு ஏன் காசு ஓம் பணம் ஏன் பணம் இதனால் உனக்கு புகழ் அதனால் உனக்கு புகழ் இவ்வளோ பஞ்சா இது போயிட்டுருக்கோம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போவேண்ணா ஃப்ளைட்டில் போகும்போது பாருங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்த பேரை இத்தனூண்டா தெரியவாங்க ரொம்ப குட்டியா தெரிவாங்க அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் பெரிய பெரிய பில்டிங்கே ஒன்றும் இல்லாமல் தெரிய வரும் இன்னும் மேலே போக போக போக போக இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுவான் அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும் இவ்வளவு பெரிய உலகமே ஒன்று இல்லையா அப்படின்றது அப்படியே கொஞ்சம் நீங்க மேலே போய் பாருங்க அப்படியே ஓசோன் படலத்தை தாண்டி போங்க அப்படியே பூமியை கடந்து அப்படியே வெட்ட போங்க இப்போ பூமியை கடந்து அப்படியே போங்க திங்க் பண்ணி பாருங்க அப்படியே அப்படியே விசுவல் பண்ணுங்க பூமியை கடந்து புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ அப்படியே அப்படியே பால்வழி அண்டத்தை கடந்து பாருங்கள் சூரிய குடும்பத்தை மொத்தத்தையும் பாருங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ கிலோமீட்ரு பால்வழி அண்டம் மாதிரி இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி அண்டங்கள் இருக்குது தெரியுமா அங்கெல்லாம் இருந்து இந்த உலகத்தை பாருங்கள் உங்கள் கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமா உங்கள் சொத்து பத்தெல்லாம் ஒரு சொத்து பத்தா என்ன எதை வச்சு விளையாடிட்டுருக்கீங்க பணம் காசுன்றீங்க வெறும் கலர் பேப்பருங்க அது மேலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன பணம் காசு வேல்யூ அப்படியா தெரியும் ஒன்றும் தெரியாது அங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் இன்னும் எதையோ வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க இது பெருசாக அது பெருசுன்றாங்க ஒன்று மற்ற தன்மையில் ஏதோ ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா பைத்தியாரத்தனமாக இத்தனோண்டு ஒரு டாட்டு கூட தெரியாது பூமி ஒரு பூமியே ஒரு டாட்டு கூட தெரியாதுன்னா பூமியில் தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற ஏதாவது ஊரில் இருக்கக்கூடிய நீங்க உங்கள் வீடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க எத்தனோண்டா தெரிவிங்க நீங்கள் அப்போ உங்கள் பிரச்சனைலாம் ஒரு விஷயமும் கிடையாது உங்களோட சொத்து ஒரு மேட்ருன்னு கிடையாது உங்கள் புகழெலாம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் இருக்கிற வரையும் தெரியும் உலக அறிவை கடந்து மெய்ன்யான அறிவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த புரிதல் வரும்போது உங்களோட ஈகோ உடஞ்சு இந்த படைப்பை பற்றிய ஒரு பிரம்மாண்டம் புரியும் இந்த படைப்பை பற்றிய பிரம்மாண்டம் புரியும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்போ எதிராக இதெல்லாம் இயக்கிட்டுருக்குன்னு பார்க்குறப்ப இறைத்தன்மையோட ஆற்றல் என்ன என்பது புரியும் அந்த சுப்ரீம் பவர்னால் என்ன என்பது தெரியும் புரியும் இந்த சுப்ரீம் பவர்னால் என்ன எதுக்கு பிறந்திருக்கேன் இது எதனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது கை நான் என்ன கால் என்ன மூக்கு என்ன டப்பா நான் என்ன லைட்டு நான் என்ன கேமரா நான் என்ன எதுக்கடா இவங்க நான் பிறந்துட்ருக்கேன் ஏன் பிறக்கிறேன் எப்படி பிறக்கிறேன் இந்த வயிற்றுல தான் ஏன் பிறக்குறேன் ஒருத்தனுக்கு கை நல்லா இருக்கு இன்னொருத்தனு கை நல்லா இல்லை ஒருத்தனுக்கு மூக்கு நல்லா இருக்கு இன்னொருத்தனுக்கு மூக்கு நல்லா இல்ல ஒருத்தனுக்கு அம்மா அப்பா நல்லா அம்மா அப்பாவை அமைகிறான் ஒருத்தனுக்கு நல்ல அம்மா அப்பாவை ஏன் ஏன் ஏன் ஏன்னு கேள்வி எழுதுறப்ப உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இப்போதான் நீங்க இந்த உலகத்தை பற்றின மெய்ன்யான அறிவுக்கு வர்றீங்கன்னே அர்த்தம் இதுதான் பேசிக் இந்த பேசிக்கே புரியாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு கண்ணுக்கு தெரிகிறது காலுக்கு தெரியுது காத்து வருதுன்றக்காக சுவாசிச்சிட்டோம் சாப்பாடு வருதுன்றக்காக சாப்பிட்டுட்டும் நன்றி வணக்கம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போ நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்னு தேவைப்படுது வாழ்க்கையை எதை நோக்கி போகுது எங்க போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கான கிளாஸ் அமைஞ்சது அது அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டுருக்கோம் ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ விருப்பமுள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க